வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்ம பாக்கப் போறது ஐ மேக்ஸில் பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் வந்து இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கோம் இதுக்கான ரிசர்ச் தான் வந்து டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் போயிடுச்சு என்னதான் IMAXல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ண போனா ஒரிஜினல் ஐமேக்ஸு லை ஐ மேக்ஸு டிஜிட்டல் ஐமேக்ஸ் டூ எக்ஸ் டிஜிட்டல் ஐமேக்ஸ் அப்படின்னு நிறைய இருக்குது ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது இந்த ஐமக்ஸில் என்னைக்கு உருவானதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைன்டீன் உருவாயிடுச்சு ஆனால் இன்னைக்கு தான் அது வந்து அப்கிரேடாக இன்னைக்கு வந்து அப்படி நிற்குது ஆனால் இந்தியாவில் என்னென்ன ஐமேக்ஸ் இருக்குது எப்படி ஐமேக்ஸோட தரம் எப்படி இருக்கும் தமிழில் முதல் முதல்ல வரப்போகிற பொன்னியின் சொல்வன் என்ன ஒரு பெரிய டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது அப்படிங்கிறத ஒரு மொத்தமாக இந்த பொன்னியின் செல்வனை பார்க்க போகிறோம் புனியன் செல்வனோட அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க நேற்று கூட ஒரு ப்ரெஸ் மீட் நடந்துச்சு அதுலேயும் வந்து திரிஷா ஜெயர் ரவி எல்லாருமே கலந்துருந்தாங்க ஐ மேக்ஸில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து புனியன் செல்வன் வரணும்னு இருந்திருக்கு ஒரு காலகட்டத்தில் நைன்டீன் நைன்டீஸில் கருப்பு ரோஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து அதுதான் ஃபஸ்ட்டு டிடி சவுண்டுன்னு வந்துருந்தான் பயங்கர எல்லோரும் ப்ரப்ளமாக இருந்தோம் கருப்பு ரோஜாவும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரியான படம் தான் அப்படி போய் ஜீன்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டு டிடி சவுண்டில் பயங்கரமான ஹிட்டு ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஐ மேக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இமேஜ் தான் ஐ வச்சிருக்கிறாங்க அதைப் பத்தி தான் நீங்க பார்க்க போறோம் வாங்க இந்த வீடியோக்குள்ளார போவும். காவியம் ஒரு மிகப்பெரிய காவியம் தமிழில் வரப்போகிற ஃபஸ்ட் டைம் வரப்போகிற அதில் ஐ வந்து வர்றதுங்கிறது வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய பிரசாதம் வரப்பிரசாதம் ஆன்தான் ஃபஸ்ட்டு பேச போகிறேன் அப்படிங்கிறதுல எனக்கு மிகப்பெரிய பெருமை ஐ மேக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாேருமே கேட்டுகிட்டு இருந்தாங்க ஐ மேக்ஸ்ங்கிறது மேக்ஸிமம் மேஜ் இப்போ நம்ம வந்து செவன்டி எம்எம் தேர்ட்டி ஃபைவ் ரெண்டு இருக்கும் ஃபில்மில் அந்த செவன்டி எம்எம் மூவிலே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து படம் ரஜினிகாந்த் படம் மாவீரன் செவன்டிஎம்எம்லையே கேமரா பண்ணி அதை வந்த மாவீரன் படம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படின்னா ஐமேக்ஸ் இப்போ தேட்டர்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் நார்மல் படத்தை ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு இந்தியன் தே இந்தியன் தேட்டர்ஸில் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாவில் இருக்கிற ஒரே ஒரு செவன்டி அதாவது கேமரா யூஸ் பண்ணி அதை வந்து கன்வெர்ட் பண்ணாமல் டைரெக்டாக ஐமேக்ஸாக பண்ண ஒரே ஒரு பர் இருக்குது ஸோ அந்த பிரசாத் நம்ம பிரசாத் ஸ்டுடியோஸ் ஹைதராபாத்தில் இருக்கிற மாலில் அந்த ஐமேக்ஸ் இருக்குது இப்போ அதில் ஐமேக்ஸ் படங்களே வெளியிடுறது இல்லை கொஞ்சம் அப்படியே நார்மல் படங்களை தான் அதில் ஓட்டிகிட்ருக்காங்க ஆனால் உண்மையான ஐமேக்ஸுங்கிறது வந்து செவன்டி எம்எம் ஐமேக்ஸ் கேமராவிலேயே எடுத்து அந்த செவன்டி எம்எம் ரிலீஸ் பண்ணுறாங்க பாருங்கள் அதுதான் ஒரிஜினல் ஐமேக்ஸ் ஆனால் அந்த ஐமேக்ஸ் வந்து இப்போ நடக்கிறதில்லை இப்போ எல்லோரும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஐமேக்ஸ் டிஜிட்டல் டூ எக்ஸ் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜி தான் அந்த டெக்னாலஜியில் கூட நம்ம வந்து கேமரா யூஸ் பண்ணலை நம்ம வந்து பண்ணுறது வந்து கன்வர்ஷன் முறையில் தான் பண்ணுறோம் வந்து தமிழில் தான் இது ஃபஸ்ட்டு மூவி தெலுங்குகில் வந்து பார்த்திங்கனா பாஹுபலி டூ ட்ரிபிள் ஆர் வந்து ஆல்ரெடி ரெண்டு வந்துருச்சு ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா பத்மாவத் தூம் த்ரீ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஐமேக்ஸ் கன்வர்ஷனில் பண்ணப்பட்ட முதல் படம் அமிர்கான் வந்து பண்ணிட்டாரு ஸோ அமிர்கான் எல்லாம் பண்ணி முடிச்சிருப்பாரு பத்மாவத் படம் வந்து பயங்கரமாக வந்திருந்தது அப்புறம் தக்ஸ் ஆஃப் இந்துஸ்தான் அந்த படமும் வந்து ஐமேக்ஸ் முறையில் காண்பிக்கப்பட்டச்சு ஏன் வந்து ஐ மேக்ஸில் எடுக்கப்படவில்லை அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஐ மேக்ஸோட காஸ்டிங் தாங்க பெரிய ப்ராப்ளம் அதனால தான் எடுக்கலை ஐமேக்ஸ் கேமராவை உங்களுக்கு வாடகைக்கு எடுக்கிறதுக்கே ஒரு வாரத்துக்கு பதினாறாயிரம் டாலர் தேவைப்படுது ஒரு வாரத்துக்கு பதினாறாயிரம் டாலர் அதில் உள்ள இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப அதிகம் இதை வாடகை கூட எடுத்துடலாம் அதனால் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சு மிகப்பெரிய ப்ராப்ளம் ஸோ இந்த ஐமேக்ஸ் எடுத்து வாங்கி செவன்டி எம்எம் ஸ்க்ரீன் அந்த ப்ரொஜெக்ட்ஷன் காரளவுக்கு இருக்குமாங்க அதோட சைஸு அந்த சைஸை எடுத்து அதை ஓடணும்னு பார்த்தீங்கன்னா டென்னட் படத்துலையே வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் இடத்துல தான் ஒன் ஹவர் தான் வந்து டன்கிரிக் மூவிலே ஒன் ஹவர் தான் வந்து ஐமேக்ஸில் எடுக்கப்பட்டுச்சு ஐமேக்ஸ் கேமரா வச்சு எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க முதன் முதல்ல ஃபுல் படமும் எடுத்தது வந்து அவன்ஜர்ஸ் டிஃபினிட்டி வார் அதுதான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எடுக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது அதுவே வந்து எந்த கேமராவில் எடுக்கப்பட்டுச்சுன்னா ஏஆர்ஆர்ஐ அரி அலெக்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க அரி அலெக்ஸா சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு கேமரா இருக்குது அதில் தான் வந்து எடுக்கப்பட்டுச்சு ஸோ ஆனால் இன்னுமே அதுவே நைன்டி த்ரீ பர்சன்டேஜாக இன்னுமே முழுநீள படமும் சவன்டி எம்எம் கேமராவில் எடுக்கப்படவில்லை இந்தியாவில் உலகத்துலேயே வந்து இன்னும் எடுக்கப்படவில்லை அதே மாதிரி முழு நீளமும் எடுக்கப்படவில்லை முழுசாக வந்து நம்ம இன்னும் அது வந்து டெக்னாலஜி உள்ளே வரலை அதுக்கப்புறம் இன்றைக்கி த இந்தியாவில் வந்து போயிட்ருக்கிற டூ எக்ஸ் டிஜிட்டல் டூ தான் இன்றைக்கும் சென்னையில் நம்ம பேலசோர்லையும் இதுலேயும் இருக்குது தேர்ட்டி உங்களுக்கு வந்து வெர்ட்டிகலாக ஓடும் நம்ம இது நார்மல் ஸ்க்ரீனு செவன்டி வந்து ஹரிசான்டலாக ஓடிட்டு இருந்த கட்டகட்டமாக இருக்குது பார்த்திங்களா அதுக்கப்புறம் ப்ரி ப்ரிஃபரேஷன் அதுவும் எத்தனை ஒரு ரீலில் வந்து எத்தனை இருக்கும் அது வந்து ஃபிஃப்டின்னு இருக்கும் செவன்ட்டி ஃபிஃப்டீன் பை செவன்ட்டின்னு சொல்லுவாங்க இதை இந்த லென்த் இருக்குது பார்த்தீங்களா இந்த லென்த்து வந்து விடுத்த தான் சொல்லுவாங்க இதை இதை வந்து செவன்டி எம்எம்மும் இது வந்து ஃபார்ட்டி எயிட் இருக்கும் அதுதான் வந்து இந்த செவன்டி எம்எம் ஸ்க்ரீன் இதுதான் ஐமேக்ஸோட ஒரிஜினல் ஸ்க்ரீன் இதுலையே பார்த்திங்கன்னா உலகத்துலேயே மிகப்பெரிய ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் MM வச்சு இந்த விட்டு வச்சு இருக்கிற அப்புறம் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் நினைக்கிறேன் ஹைட்டு ஸோ இருக்கிற சிட்னியில் இருக்கிற ஐமேக்ஸ் தான் தேட்டர் தான் ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் ஐமேக்ஸ்க்ரீன் அதுதான் வந்து மிகப்பெரிய ஸ்க்ரீனும் கூட அதே மாதிரி அமெரிக்காவிலேயும் இருக்குது நீங்கள் உண்மையாகவே ஐ மேக்ஸில் நீங்கள் பார்க்கணும்னா அமெரிக்கா தான் போகணும் இந்தியாவில் இருக்கிறது எல்லாமே டிஜிட்டலைஸ்டு அங்கே பொன்னியின் தப்பத்தியே பேசிகிட்டு இருக்கீங்களா பொன்னியின்னு சொல்லிருக்காங்க கிடையாது இதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக வந்து ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி நன்டீன் டுவென்ட்டி நைனில் ஃபாக்ஸ்னு வச்சுருந்த ஒரு கம்பெனி நைன்டீன் ஃபிஃப்டியில் நம்ம பார்த்துட்டுருக்க சினிமா ஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்டா விஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அப்புறம் காம்ப்ளக்ஸ் மல்டிப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியாக மாறிச்சு அதுக்கப்புறம் மல்டி ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு கம்பெனியாக மாறி நைன்டீன் அதுக்கப்புறம் மல்டிஸ்க்ரீன் மூலியமாகவே வந்து இப்போது அதுக்கு ஒரு மிக பேர் வைக்கணும் மேக்ஸ் ஐன்னு வச்சாங்க ஃபஸ்ட்டு அந்த இமேஜை தூக்கி முன்னாடி போட்டால் தான் அந்த வேர்டு வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஐ மேக்ஸ்னு வச்சுட்டாங்க ஸோ ராபர்ட் கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஃபவுண்டர்ஸ் இருக்காங்க அப்புறம் த்ரீ டிலே வந்து ரெண்டு ப்ரொஜெக்ட்ரு இருக்கும் ப்ரொஜெக்டர் வந்து தேட்டரில் வந்து நார்மல் இதையும் இன்னொரு ப்ரொஜெக்ட்ரு வந்து த்ரீ ஒரு இதையும் கொடுக்கும் ஸோ அந்த ரெண்டு ப்ரோஜனும் கம்பைன் ஆகி அந்த ஸ்க்ரீனில் போய் நம்மளுக்கு சவுண்டை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நார்மல் ஸ்க்ரீனை விட மூன்று மடங்கு அதிகமாக இருக்கும் ரெசொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் கே ரெசொல்யூஷனாக நம்ம டிஜிட்டல் டூ எக்ஸாக இருந்துன்னு வச்சுக்கேன் உங்களுக்கு நயன் கே தான் கிடைக்கும் நார்மல் ஒரிஜினல் அமெரிக்கா சிட்னியில் பார்க்கணும்னா உங்களுக்கு வந்து டுவெல் கே கிடைக்கும் நைன் பாயிண்ட் அந்த ஃபீட்டில் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆக்சுவலாக அதெல்லாம் பதினாறு இருபத்திரெண்டு ஃபீட்டில் நம்மளுக்கு வேணும் ஆக்சுவலாக அது வந்து ஒரிஜினல் செவன்ட்டி எம்எம் ஸ்க்ரீன் அண்ட் செவன்டி எம்எம் ஸ்க்ரீனில் செவன்டி எம்எம் கேமரா யூஸ் பண்ணி பார்த்தா தான் அது ஒரிஜினாலிட்டி இப்போ நம்ம வந்து கன்வர்ஷன் மெத்தடில் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ரீமாஸ்ட்ரிங் அப்படின்னு ஒன்று இருக்குங்க அதாவது இப்போ நம்ம பார்க்குற சிக்ஸ்டீன் இந்த வீடியோலாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து செவன்ட்டி எம்எம் இவ்வளோ இருக்கும் ஸோ அதை வந்து ரீமாஸ்ட்ரிங் பண்ணும்போது மேலே கொஞ்சமும் கீழே கொஞ்சமும் அதாவது செவன்ட்டி ஃபார்ட்டி அந்த ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் வந்து மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் ஆட் பண்ணும் ஒரிஜினலாக அதை எடுக்கலை நம்ம ஒரிஜினலாக செவன்ட்டி எம்எம் அந்த தேர்ட்டி ஃபைவ் எம்எம்க்கு தானே எடுத்துவிட்டோம் ஸோ என்ன பண்ணுவாங்க நடுவில் கொஞ்சம் கட் பண்ணுவாங்க ஸோ அந்த நடுவில் கொஞ்சம் கட் பண்ணும்போது சில பேருக்கு தலை போவோம் சில பேருக்கு வால் போவோம் அதனால் ஒவ்வொரு சீனையும் பார்த்து உக்காந்து எப்படி கட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரீமாஸ்ட்ரிங் பண்ணுவாங்க ரீமாஸ்டரிங் சொல்கிறது தான் மொத்த படத்தையும் ஸ்கேன் பண்ணி அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி அதில் நிறையா லைட்டை விட்டு பண்ணுறதான் வந்து ஐமேக்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மொத்த பெட்டி இது பார்த்திங்கனா அந்த கார் மாதிரி இருக்கும் ஏர் கண்டிஷன் அப்புறம் லைட்ஸ் இதெல்லாம் நார்மல் தேட்டருக்குள்ளே எதே அதே செட்டப் தான் ஆனால் ஃபிஃப்டீன் கிலோ வாட்ஸ் ஒரு லேம்ப் ஒன்று இருக்கும் அந்த லேம்ப் வந்து என்ன பண்ணுன்னா இது ப்ரொஜெக்ட் பண்ணும் ஒரு பெரிய லைட்டை கொடுக்கும் செவன் டிகிரி செல்சியஸில் அங்கே வந்து வெப்பம் உருவாகும் அந்த வெப்பத்தை கூல் பண்ணுறதுக்கு ஒரு கூலிங் யூனிட் இருக்கும் அந்த கூலிங் யூனிட்டுக்கு ஒன் வாட் மில்லி லிட்டர் வந்து ஏர் தேவைப்படுது தேர்ட்டி லிட்டர் க்யூபிக் வாட்டர் வந்து தேவைப்படுது அதை கூல் பண்ணுறதுக்கு ஆர் கிளாம்ப் அதுதான் வந்து அந்த அந்த ப்ரொஜெக்ட் பண்ணி அதை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குது ஆக்சுவலாக ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஸ்க்ரீனாக இருக்கும் ஆக்சுவலாக இந்த இந்த கர்வ் ஸ்க்ரீன் சொல்லுவாங்க இப்படி கர்வாக இருக்கும் அப்புறமா அந்த கர்வ் ஸ்க்ரீன் அது பேர் டோம் டோம் தேட்டர்ன்னு சொல்லுவாங்க அதுதான் இப்போ அந்த சிட்னிலேயும் அமெரிக்காலேயும் இருக்கிறது அந்த டோம் தேட்டருக்குள்ளரையே எல்லா சீட்டுமே அமைஞ்சிடும் ஸோ ப்ரொஜெக்டர் இங்கே இருக்குன்னா இந்த டோம் இங்கே இருக்குன்னா இங்கே இருக்கும் இதுக்கு மேலேயும் சீட்டிங் இருக்கும் இது கீழே சீட்டிங் வருது டோமோட மொத்த கவரேஜ்க்குள்ளாரே இந்த மொத்த மக்களும் உட்காந்துட்டாங்க இப்போ ஒருத்த அப்படியே நம்ம காலேஜில் அந்த சத்தியப்பாம காலேஜில் வசூல்ராஜா எம்பி அந்த மாதிரி மேல் மேலே தான் இருக்கும் ஸோ ஒருத்தனுக்கு ஒருத்தர் மறைக்காதே எங்கேருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி வியூ தெரியும் எங்கேருந்து கேட்டாலும் ஒரே மாதிரி சவுண்டு கேட்கும் ஐமேக்ஸில் உள்ள ஒரு மிகப்பெரிய நெகட்டிவிட்டி என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஐமேக்ஸ் கேமராவில் எடுக்கும்போது அந்த கேமரா ஒரு சவுண்டு கொடுத்துகிட்டே இருக்கும் ஏன்னா அவ்வளோ டெக்னாலஜி உள்ளே இருக்குது அதனால் அந்த சவுண்டு நம்ம ஏமக்ஸ் கேமராவில் யூஸ் பண்ணவே முடியாது இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு மைக்கு வச்சுக்கிறது இன்னொரு ஒரு தேர்ட்டி ஃபைவ் எம்எம் வச்சு ரெக்கார்ட் பண்ணி அந்த தேர்ட்டி ஃபைவ் எம்எம் ஆடியோவை தான் கப்புல் பண்ணுவாங்க என்னடா இவ்வளோ வேலைங்கிறியா வேறு வழியே கிடையாது அதனால தான் எஸ்ஆர் எம்பிஎஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி வந்து டெவலப் ஆச்சு அதுக்கப்புறம் தான் அந்த டிஜிட்டல் டூ எக்ஸ் வரும்போது தான் ஐமேக்ஸோட காஸ்டியூங் வந்து குறைஞ்சிது ஸோ ஐமேக்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணவர் கிறிஸ்டோஃபர் நோலன் அந்த மாதிரி இன்ஃபினிட்டி வார் இந்த மாதிரி பண்ணவங்கதான் கேப்டன் மாரி முத முதல் ஐ வந்த படம் ஆனால் முத முதல்ல ஒரு சின்னதாக ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஃபிலிம்க்கு கொடுத்த முதல் படம் வந்து டைகர் சைல்டு ஆக்சுவலாக ஐநூறு கோடி போட்டாங்களே இரநூத்தம்பது கோடி அதுக்கே போயிடும் அதனால தான் ஐ மேக்ஸ் செவன்டிஎம்எம்மில் எடுக்கல ஆக்சுவலாக பிளானிங் இருக்கணும் ஒரு படம் எடுக்க போகிறோன்னா ஐமேக்ஸ் செவன்டிஎம்எம் பிளானிங் இருந்தால் அந்த படம் வந்து எடுக்க முடியும் ஸோ அது வந்து இப்போ செட்டாக நைன்டி ஃபைவ்ல முதல் ரீமாஸ்டரிங் படம் அப்போல்லோ தேர்ட்டினை ரீ ரீகலெக்ட் பண்ணி அப்பல்லோ தேர்ட்டின்போது பழைய படம் அந்த படத்தை நைன்டீன் நைன்ட்டி ஃபைவில் அப்போல்லோ தேர்ட்டின் ஸ்டார் வார்ஸில் உள்ள ஒரு எபிசோடை வந்து ரீமாஸ்டரிங் பண்ணி கன்வெர்ட்டடாக கொடுத்தாங்க நைன்டீன் எயிட்டி எயிட்லேயே பேஜர் வந்துருச்சுங்க எப்போது அங்கே அமெரிக்காவில் ஆனால் நம்மளுக்கு எப்போ வந்தது நைன்டீன் நைன்ட்டி எயிட்டில் நினைக்கிறேன் நைன்டீன் எயிட்டி செவன்லேயே மெட்ரோ வந்துருந்துச்சு இன்னும் நம்ம நம்ம சென்னையில் மெட்ரோ போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க டெக்னாலஜியாக ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் டூ த்ரீ டிகர்ஸ் நம்ம தள்ளி போடுறது தான் நம்மளுக்கு பிரச்சனை ஏன்னா நம்மள்கிட்ட அந்த எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கான ஃபைனான்ஸ் பத்தாது அப்படிங்கிறாங்க டெக்னாலஜியில் நம்ம கொஞ்சம் பேக்லாக்காக இருக்கும் அதே மாதிரி நைன்டீன் நைன்டி ஃபைவில் அப்ளோ தேர்ட்டி ரீமாஸ்டரிங் பண்ணதை இன்றைக்கி தான் நம்ம முத முதல் பண்ணுறோம் நம்ம வந்து ஒரிஜினல் செவன்டிஎம்எம்ல கேமரா எடுத்து ஒரிஜினல் செவன்டிஎம்எம்ல ரிலீஸ் பண்ண போகிறோம் இந்த டிஜிட்டல் டூ எக்ஸ் இல்லாமல் நமக்கு தெரியல அதேமாதிரி தேட்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் பூரா தொள்ளாயிரத்தி எழுபத்தி தான் இருக்கான் மொத்தமாக உலகத்தில் ஆனால் ஒன்றரை லட்சம் நார்மல் தேட்டர் இருக்கான் ஸோ இதில் இந்தியாவில் ஒரே ஒரு தேட்ரு ஹைதராபாத்தில் இருக்குது ஆனால் இன்னொரு தேட்டரு குஜராத்தில் அகமதாபாத்தில் இருக்குது ஆனால் அது படம் வெளியிடறதுக்காக இப்போ வச்சு அவங்க அவங்க வந்து ஒரு எஜுகேஷன்காக வச்சிருக்கிறாங்க ஹைதராபாத்தில் இருந்தாலும் இந்த மாதிரி செவன்டிமென் படம் வராததுனால நிறைய வராததுனால அவங்க அதை கெடப்பில் போட்டு வச்சுருக்காங்க நார்மல் படம் தான் இப்போ நார்மல் படத்தை இப்படி மேலேயும் மேலேயும் ஏற்றி விட்டு பார்த்துட்ருக்காங்க அது ஆக்சுவலாக ரொம்ப கொடுமை அது மாதிரி பார்க்கக்கூடாது ஆக்சுவலாக இவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த இதில் இருக்குது இப்போ இந்த பொன்னியின் செல்வன் நைமாக்சை வந்து மேலையும் கீழையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இல்லாட்டு கட் பண்ணி இவங்க எந்த கேமராவில் எடுத்து அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்களோ மெட்டீரியலை அந்த மெட்டீரியல் மேலே எங்களுக்கு கட் பண்ணி அதை ரீமாஸ்டரிங் பண்ணுவாங்க ரீமாஸ்டரிங் பண்ணி அதை நல்லா ஸ்கேன் பண்ணி திருப்பி ஒரிஜினாலிட்டியாக கொண்டு வந்து கலரிங்லாம் கொடுத்து அதை வந்து செவன்டி ஸ்கிரீனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டிஜிட்டல் டூ எக்ஸில் கொடுப்பாங்க கேமரான்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபோர் கே சிக்ஸ் கே எயிட் மூணு விதமாக பிரிக்கலாம் ஃபோர் கேல ரெண்டு சிக்ஸ் கேல ரெண்டு எயிட் கேல ரெண்டு இருக்குது ஃபோர் கேல வந்து ரெண்டு இருக்குது எல்எப் மினிஎல்எஃப்னு சொல்லுவாங்க தான் அரி அலெக்சா சொன்னால் பார்த்தீங்களா இந்த சிக்ஸ்ட்டி ஃபைவ் மினில்எஃபில் இருக்கிறத வச்சு தான் படம் எடுத்துருக்கிறாங்க அந்த காலத்தில் அதில் வந்து சிக்ஸ்டி கேமரா வச்சு தான் கேப்டன் அமெரிக்கா அவன்ஜர்ஸு ஹெண்ட் கேம் எல்லாமே எடுத்துருக்கிறாங்க ஃபோர் கேவல்தான் அதை தூக்கிட்டு போகிறதுக்கு பெரிய வேலை அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முப்பது நிமிடங்கள் ஆகுமா கலட்டுறதுக்கு ஒரு இருபத்தஞ்சி நிமிடங்கள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்காக ஒரு ஆள் அவனுக்காக மெயின்டனன்ஸுக்காக ஒரு ஆள் அதில் உள்ள இன்சூரன்ஸே நம்மளால் பயன்படுத்த முடியாது அந்தளவுக்கு பயங்கரமான காஸ்ட்டு சோனி வெனிஸுன்னு சொல்லிட்டு ஒரு சிக்ஸ் கேவில் ஒரு கேமரா இருக்குது அதை கூட கிறிஸ்டோ ஃப்ரெண்ட் வந்து ட்ரை பண்ணிட்டார் எயிட் கேல ரெண்டு கேமரா இருக்குதுங்க ரெட் ரேஞ்சர் மான்ஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமராவும் அப்புறம் பேனா விஷன் மிலேனியம் டிஎக்ஸ் டுவெல் அப்படிங்கிற ஒரு கேமராவும் இருக்குது இது இன்னும் யாரும் யூஸ் பண்ணாங்களா என்னென்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் சிக்ஸ்கேல இன்னொரு கேமரா இருக்குது நான் விட்டுட்டேன் இதுக்குன்னு தனியாக ஒரு படிப்பு இருந்தால் அந்த ஐமேக்ஸ் மூலிமா படித்து வந்து அதை எடுத்து யார் என்றைக்கு முதல் முதல் உலகத்தில் இனிமேல் விட போகிறாங்க அப்படிங்கிற படம் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் நம்மளுக்கிட்ட இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு தான் வரும் நினைக்கமாக இந்த கருப்பெல்லாம் வெளியாயிடும்னு நினைக்கிறேன் ஸோ இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் முதல் ஐமேக்ஸ் தமிழ் படம் வந்து வரப்போகுது ஹிந்தியில் ஆல்ரெடி படம் வந்துருச்சு டிஜிட்டல் டூ ஸோ நீங்கள் பாருங்கள் ஐ மேக்ஸே ஒரிஜினல் இல்லை நம்மளுக்கு கொடுக்கறது லை மேக்ஸ்னு சொல்கிறாங்களோ இந்த டிஜிட்டல் டூ ஏக்ஸை ஐ மேக்ஸ்ன்னு சொல்ல மாட்டாங்களாம் லைவ் மேக்ஸ்ன்னு சொல்லுவாங்களா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காதாங்க ஆடியன்ஸ்க்கு ஸோ இந்த லை மேக்ஸே நம்ம இப்போ தான் வாங்குகிறோம் எப்போ நம்ம ஒரிஜினல் ஐ மேக்ஸ் தேட்டர் வைக்க போகிறோம் எப்போ நம்ம ஒரிஜினல் தே ஐ மேக்ஸ் டோம் தேட்டராக இருக்கணும் இவ்வளோ இதுக்கு ஸோ மேலையும் கிளியும் சீட்டுக்கு நடுவில் ப்ரொஜெக்ட்ருக்கும் இதெல்லாம் நிறைய விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது அந்த ப்ரொஜெக்சனில் அந்த வியூவை பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபிலிம்குள்ளார போவீங்க த்ரீ டி சொன்னால் ஒரிஜினலும் அந்த த்ரீ டி ப்ரொஜெக்டரில் இப்போ அவத்தாரெலாம் அப்படி தான் எடுத்திருக்காங்க அவத்தார் என்ன கேமரான்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் வர்றேன் அவத்தார் அண்ட் ஐமேக்ஸ்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு கப்புளாகி போவோம் மற்ற இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் தியேட்டர்லாம் த்ரீ டி பார்த்திங்கன்னு கண்ணாடி போட்டது மங்களாக இருக்கும் ஐமேக்ஸில் கண்ணாடி போட்டதுக்கு அப்புறமும் பிரகாசமாக தெரியும் அதான் ஐமேக்ஸோட இது ஐ மேக்ஸில் நான் பார்த்துருக்கேன் படம் மேட்ரிக்ஸு இப்போ காட்ஸ் இல்லை கூட பார்த்துருந்தேன் ஸோ இதே மாதிரி புனியின் சொல்லணும் ஐ மேக்ஸில் தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் பட் அஞ்சு மணிக்கு உங்களுக்கு வந்து ஏன்னா இதில் வந்து சா தேர்ட்டி ஃபைவ் தெரியும் ஐ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி எம்எம் ஃபார்ட்டி எயிட் எம்எம்ல கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ரெக்டாங்கல் கிடையாது ஸ்கொயர் மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஆனால் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் வந்து எயிட்டீன் தௌசண்ட் கேஜிஸ் டூ டென்ஸ் அந்த ப்ரொஜெக்டர் மூலிமா தான் இது நம்மளுக்கு வருது உள்ள ஸோ ஐஎன் கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பரிணாம வளர்ச்சியை வந்து இந்த பணின்னு சொல்லுவ மூலிமா நம்ம அடைகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் அட்டில் அந்த இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அட்டில் இந்த பை ஃப்ரம் காமன் மேன்